ஸ்டுடென்ட்ஸ் இன்னைக்கு பதிவில் சார்புகளின் வகைகள் பற்றி பார்க்கலாம் சார்புகளின் வகைகள் ஒன்றுக்கொன்றான சார்பு ஆங்கிலத்தில் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க பலவற்றுக்கு ஒன்றான சார்பு மெனி டு ஒன் ஃபங்க்ஷன் மேல் சார்பு ஆன் டு ஃபங்க்ஷன் உள்நோக்கிய சார்பு இன் டு ஃபங்க்ஷன் இந்த நான்கு வகையான சார்புகளை பற்றி விரிவான விளக்கம் பார்க்கலாம் ஒன்று கொன்றான சார்பு நம்மிடம் நன்கு வேலை செய்யும் அலைபேசி ஒன்று உள்ளது உங்கள் நண்பனுக்கு ஒரு சாதாரண தொடர்பின் மூலம் பேசுவதற்கு ஒரு நேரத்தில் ஒரு முறை மட்டும்தான் தொடர்பு கொள்ள முடியும் பாருங்க நாம் பேசுவதற்கு தொடர்பு கொள்ளும் எண்ணை ஒரு சார்பாக கொண்டால் அது ஒன்று கொன்றான சார்பு என கூறலாம் பாருங்க இயங்கிற நண்பர் இரண்டு என்ற எண்ணிற்கு ஒரு நேரத்தில் ஒரு முறை மட்டும்தான் தொடர்பு கொள்ள முடியும் சி என்ற நண்பர் ஒன்று என்ற எண்ணிற்கு ஒரே நேரத்தில் ஒரு முறை மட்டும்தான் தொடர்பு கொள்ள முடியும் இவ்வாறு ஒரு உறுப்பிற்கு ஒரே ஒரு நிழல் உரு மட்டுமே உள்ளது இவ்வகையான சார்பு ஒன்றுக்கொன்றான சார்பு எனப்படும் கவனிங்க எஃப்ரம் ஏ டு பி என்பது ஒரு சார்பு ஏயின் வெவ்வேறான உறுப்புகளை பியில் உள்ள வெவ்வேறு உறுப்புகளுடன் எஃப் ஆனது தொடர்பு படுத்துமானால் எஃப் என்பது ஒன்றுக்கொன்றான சார்பு அதாவது ஒவ்வொரு உறுப்புக்கும் தனித்தனியாக நிழல் உரு இருக்கணும் வெவ்வேறான நிழல் உருக்கள் இருந்தால் அவ்வகையான சார்பு ஒன்றுக்கொன்றான சார்பு ஒன்றுக்கொன்றான சார்பு என்பது ஒருபுறச் எனவும் அழைக்கப்படும் ஆங்கிலத்தில் இன்ஜெக்டிவ் என்றவாறு அமைந்த ஒவ்வொரு ஏ ஒன் ஏ டூ பிலாங்ஸ் டூ கணம் A உக்கும் ஒன் A2 ஏ டூ என கிடைத்தால் எஃப் என்பது ஒன்றுக்கொன்றான சார்பாகும் அதாவது ஒவ்வொரு உறுப்புக்கும் தனித்தனியாக வெவ்வேறு நிழல் உரு இருந்தால் அப்பகையான சார்பு ஒன்றுக்கொன்றான சார்பு பாருங்க கணம் ஏ சமம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு கணம் பி சமம் ஏ பி சி சார்பை இப்படி வரையறை செய்திருக்காங்க 1,A, 2,B, 3,D, 4,C கமா பி மூன்று கமா டி நான்கு கமா சி அம்பு குறிப்படம் பாருங்கள் ஒன்னின் நிழல் ஒரு ஏ இரண்டின் நிழல் ஒரு பி மூன்றின் நிழல் ஒரு டி நான்கின் நிழல் ஒவ்வொரு உறுப்புக்கும் தனித்தனியாக வெவ்வேறான உறுப்புகளுடன் தொடர்பு ஏயின் வெவ்வேறு B, பியில் வெவ்வேறு நிழல் உருக்கள் உள்ளன எனவே எஃப் என்பது ஒன்றுக்கொன்றான சார்பு கவனிங்க ஜி சமம் ஒன்று கமா பி ரெண்டு கமா பி இந்த இரண்டு எண்களுக்குமே நிழல் உரு B தான் அம்பு பாருங்க 1, 2, இந்த 2 எண்ணுமே B என்ற எழுத்தோடு தொடர்பு படுத்தப்பட்டிருக்கு அதாவது ஒன்று இரண்டின் நிழல் உரு B, 2 எண்களுக்கு ஒரே நிழல் உரு உள்ளது கணம் ஏ ஒன்று மற்றும் இரண்டு ஆகிய இரண்டு வெவ்வேறு உறுப்புகளுக்கு கணம் பி யில் B என்ற ஒரே ஒரு நிழல் உரு உள்ளது எனவே இது ஒன்றுக்கொன்றான சார்பு அல்ல ஒன்றுக்கொன்றான சார்பு கனத்திலுள்ள உறுப்புகளுக்கு வெவ்வேறான நிழல் உருட்கள் இருந்தால் மட்டுமே அது ஒன்றுக்கொன்றான சார்பு பலவற்றுக்கு ஒன்றான சார்பு ஒரு திரையரங்க வளாகத்தில் எஃப் ஒன் எஃப் என்ற மூன்று திரைப்படங்கள் திரையிடப்படுகின்றன மூன்று திரைப்படங்கள் திரையிடப்படுகின்றன 7 நபர்கள் அதாவது P1 ஒன்னிலிருந்து பி செவன் வரை திரையரங்கிற்கு வந்து சீட்டு வாங்குகிறார்கள் நபர்கள் திரைப்படங்கள் ஏழு நபர்கள் இருக்காங்க மூன்று வகையான திரைப்படங்கள் அந்த வளாகத்தில் திரையிடப்படுகின்றது பாருங்க பி ஒன் பி இந்த மூன்று பேரும் எஃப் திரைப்படத்துக்கு டிக்கெட் வாங்குறாங்க அடுத்து பி பி ஃபைவ் இவங்க ரெண்டு பேரும் எஃப் திரைப்படத்துக்கு டிக்கெட் வாங்குறாங்க பி த்ரீ பி செவன் எஃப் த்ரீங்கிற திரைப்படத்துக்கு டிக்கெட் வாங்குறாங்க அதாவது ஏயிலுள்ள வெவ்வேறான உறுப்புகளுக்கு ஒரே நிழல் உரு இருக்கு பி ஒன் பி சிக்ஸ் இந்த மூணும் எஃப் ஒன்னோட தொடர்பு படுத்தியிருக்காங்க அதே மாதிரி பி டூ பி ஃபைவ் எஃப் டூவோட தொடர்பு படுத்தியிருக்காங்க பி த்ரீ பி செவன் எஃப் த்ரீயோட தொடர்பு படுத்தியிருக்காங்க வெவ்வேறான உறுப்புகளுக்கு ஒரே வகையான நில உருக்கள் எடுப்பதால் பலவற்றுக்கு ஒன்றான சார்பு சார்பு எஃப் ஃப்ரம் ஏ டு பிஐ பலவற்றுக்கு ஒன்றான சார்பு எனில் அச்சார்பில் ஏன் ஒன்றுக்கும் மேற்பட்ட உறுப்புகளுக்கு பியில் ஒரே நிழல் இருக்கும் எஃப்ரம் A TO B என்னும் சார்பில் எஃப் ஆனது ஒன்றுக்கொன்றாக இல்லை எனில் அது பலவற்றுக்கு ஒன்று என கூறலாம் கவனிங்க கணம் A 1, 2, 3, 4 கணம் B, A, B, C சார்பை இப்படி வரையறை செய்திருக்காங்க ஒன்று கமா ஏ இரண்டு கமா ஏ மூன்று கமா பி நான்கு கமா சி அதாவது ஒன்றுக்கும் இரண்டுக்கும் ஒரே நிழல் தான் ஏ என்ற சார்பில் ஒன்று மற்றும் இரண்டு என்ற ஏழு உள்ள உறுப்புகளுக்கு பியில் ஒரே நிழல் ஒரு ஏ ஆக இருப்பதால் சார்பு எஃப் ஆனது பலவற்றுக்கு ஒன்றான சார்பு மெயில் சார்பு ஒரு கைபேசியில் மூன்று நபர்களின் பெயர்கள் பதிவில் உள்ளன பதிவில் உள்ள மூவருக்கும் அழைப்புகள் செல்கின்றன பாருங்க சி ஒன் என்ற எண்ணிற்கு பி டூ என்ற நபரிடமிருந்து அழைப்பு வருகிறது சி டூக்கு பி என்ற நபர் சி போர் சி ஃபைவ் பி த்ரீ என்ற நபர் அந்த அழைப்புகளை குறிக்கும் சார்பு மேல் சார்பு எஃப்ரம் ஏ டூ என்ற ஒரு சார்பு மேல் சார்பு எனில் எஃப் வீச்சகமானது எஃப் துணை மதிப்பகத்துக்கு சமமாக இருக்கும் பாருங்கள் இங்கே அழைப்புகள் சி ஒன்லேருந்து சி ஃபைவ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க நபர்கள் பி ஒன் பி இந்த நிழல் உருடளை எடுத்து நம்ம எழுதும்போது வீச்சகம் எழுதும்போது வீச்சகம் என்ன வரும் வீச்சகம் சமம் பி ஒன் பி வீச்சகமும் துணை மதிப்பகமும் சமமாக இருக்கும் எனில் அவ்வகையான சார்பு மேல் சார்பு அதாவது கணம் பி யில் உள்ள அனைத்து உறுப்புகளும் ஏ யிலுள்ள உறுப்புகளுடன் தொடர்பு எந்த ஒரு உறுப்பும் விடுபட்டு போகவில்லை அதனால வீச்சகம் சமம் துணை மதிப்பகம் ஸோ என்ற சார்பு மேல் சார்பு துணை மதிப்பகம் பியில் உள்ள ஒவ்வொரு உறுப்பிற்கும் மதிப்பகம் ஏயில் முன் உரு இருக்கும் எனவும் கூறலாம் இதை மேல் புற சார்பு சப்ஜெக்டிவ் பங்க்ஷன் எனவும் அழைக்கலாம் F from A to B ஆனது மேல் மேல்சார்பு எனில் F இன் வீச்சகம் சமம் B. இந்த குறிப்புகளை நாம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் உற்சார்பு ஒரு வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனையகத்தில் புது வருட விற்பனைக்காக தொலைக்காட்சி பெட்டி காற்று பதனி ஏர்கண்டிஷனர் ஏசி சலவை இயந்திரம் வாஷிங் மிஷின் நீர் சூடேற்றி வாட்டர் ஹீட்டர் ஆகியவற்றுக்கு 20 சதவீதம் தள்ளுபடி செய்து சலுகை வழங்கியுள்ளது மேற்கண்ட பொருட்களை சி ஒன் சி டூ சி என்ற மூன்று நுகர்வோர் தேர்வு செய்வதாக எடுத்துக்கொண்டால் அதை ஒரு சார்பாக கொள்ளலாம் பாருங்க நுகர்வோர் C1, C2, C3, நான்கு பொருட்கள் இருக்கு தொலைக்காட்சி பெட்டி சலவை இயந்திரம் காற்றுப்பதனி நீர் சூடேற்றி இது ஒரு உற்சார்பை குறிக்கின்றது ஏன்னா இங்கே பொருட்களில் காற்றுப்பதனியை யாருமே தேர்வு செய்யலை சாதாரணமாக குளிர்காலத்தில் நுகர்வோர் காற்றுப்பதனையை தேர்வு செய்ய மாட்டார்கள் எனவே இது ஒரு உட்சார்புக்கு எடுத்துக்காட்டு பாருங்க ஒரு சார்பு எஃப்ரம் ஏ டு பி ஆனது உட்சார்பு எனில் பியில் குறைந்தபட்சம் ஓர் உறுப்பிக்காவது ஏயில் முன் உரு இருக்காது அங்கு காற்றுப்பதனையாருமே தேர்வு செய்யல காற்றுப்பதனைக்கு முன்னூறு இல்ல எனவே அந்த வகையான சார்பு உட்கார்பு எனப்படும் எஃப் வீச்சகமானது துணை மதிப்பகத்தின் தகு உட்கணம் எஃப்ரம் ஏ டூ பி ஆனது மேல்சார்பு இல்லையெனில் அது உட்பார்பாகும் மேல்சார்புனா வீச்சகம் சமம் துணைமதிப்பகமாக இருக்கும் இங்கே ஏதாவது ஒரு உறுப்புக்கு முன் இல்லாமல் இருப்பதனால கண்டிப்பாக வீச்சகம் துணைமதிப்பகத்துக்கு சமமாக இருக்காது ஆனால் துணை தகு உட்கணமாக இருக்கும் எனவே ஒரு சார்பு மேல்சார்பு இல்லையெனில் அதை நாம் உட்சார்பு என கூறலாம் உட்சார்புக்கு ஒரு உதாரணம் பாருங்க கணம் ஏ ஒன்று இரண்டு மூன்று கணம் பி சமம் டபிள்யூ எக்ஸ் ஒய் சார்பு எஃப் சமம் ஒன்று கமா டபுள்யூ இரண்டு கமா இசட் வீச்சகம் என்ன W, Z, X. வீச்சகம் டபுள்யூ இசட் எக்ஸ் கவனிங்க கணம் பியில் நான்கு உறுப்புகள் இருக்குது கணம் பியில் இருக்கிற நான்கு உறுப்புகளில் மூன்று உறுப்புகள் இங்கே வீச்சகத்தில் இருக்கு எனவே வீச்சகம் பியின் தகு உட்கணம் எஃப் ஆனது உட்கார்பு ஆகும் ஏனெனில் இங்க கணம் பி யிலுள்ள ஒய் என்ற உறுப்புக்கு முன் உரு இல்லை இருபுற சார்பு ஒரு வட்டத்தை படத்தில் உள்ளபடி எடுத்துக்கொண்டால் வட்டத்தின் உட்பகுதியில் உள்ள ஒவ்வொரு ஆங்கில எழுத்துக்கும் மற்றொரு ஆங்கில எழுத்து அதன் வெளிப்புறத்தில் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதை காணலாம் பாருங்க வட்டத்துக்கு உள்ள ஏயிலிருந்து இசட் வரைக்கும் இருபத்தி ஆறு எழுத்துக்களையும் எழுதியிருக்காங்க வட்டத்துக்கு வெளியில் A என்ற எழுத்துக்கு நேராக டி அடுத்து பி என்ற எழுத்துக்கு நேராக இ சி என்ற எழுத்துக்கு நேராக எஃப் இப்படி ஒவ்வொரு எழுத்துக்கும் மாற்றி மாற்றி வேறு எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இசட் என்ற எழுத்துக்கு நேராக சி இந்த வட்டத்தை குறியீட்டு வட்டம் என்கிறோம் இது எதுக்காகனு பாருங்கள் இதை வைத்து நான் ஹலோ என்ற வார்த்தையை கே ஹெச் ஓஓஆர் என மாற்றம் செய்கிறோம் கவனிங்க ஹெச் என்ற எழுத்து ஹெச் என்ற எழுத்து இங்கே இருக்குது ஹெச் என்ற எழுத்துக்கு நேராக வெளியில் என்ன இருக்குது கே ஸோ ஹெச் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு கே இ என்ற எழுத்துக்கு நேராக ஹெச் இருக்குது ஸோ ஹெச் எல் என்ற எழுத்துக்கு நேராக ஓ என்ற எழுத்து இருப்பதால் ஓ என்ற எழுத்துக்கு நேராக ஆர் என ஆர்ன்னு இருக்கு ஸோ ஹெலோ என்ற வார்த்தையை கே ஹெச் என மாற்றம் செய்து நாம் எழுதலாம் இதே வட்டத்தை பயன்படுத்தி வெளியே உள்ள எழுத்துக்கு பதிலாக திரும்பவும் உள்ளே உள்ள எழுத்தை மாற்றுகின்றோம் எனில் கேஹெச் என்ற வார்த்தை மீண்டும் ஹெலோவாக கிடைத்துவிடும் இத்தகைய நிகழ்ச்சியைத்தான் இருபுறச்சார்பு என்கிறோம் இவ்விதமான ரகசிய குறியீடுகளை பயன்படுத்துவதற்கான முறையை குழு குறியியல் என்கிறோம் ஆங்கிலத்தில் கிரிப்டோகிராஃபி அதாவது ஒரு நேரடியா சொல்லாம அதோட இரகசிய குறியீடுகளை வைத்து மாற்றம் செய்து இழைக்கு குழு குறியியல் என்று பெயர் ஒன்றுக்குன்றான மற்றும் மேல் சார்பு எஃப் என்ற சார்பு ஒன்றுக்குன்றாகவும் மேல் சார்பாகவும் இருந்தால் எஃப்ஐ ஏந்து பி காண இருபுற சார்பு என அழைக்கலாம் பாருங்க கொடுக்கப்பட்ட சார்பு ஏயின் வெவ்வேறு உறுப்புகளுக்கு பியில் வெவ்வேறு நிழல் உருக்கள் உள்ளது மேலும் பியின் ஒவ்வொரு உறுப்பிற்கும் ஏயில் முன் உருச்சகம் சமம் துணை மதிப்பகம் எனவே இச்சார்பு ஒன்று கொன்றான மற்றும் மேல் சார்பு எஃப் என்ற சார்பு இருவகையான சார்பாக இருப்பதால் இதனை இருபுறச் சார்பு எனலாம் ஒன்று கொன்றான சார்பு பலவற்றுக் கொன்றான சார்பு மேல் சார்பு உற்சார்பு இருபுறச் சார்பு ஐந்து வகையான சார்புகளை பற்றி பார்த்தோம் இதோட வரையறை தெளிவாக தெரிஞ்சமான பயிற்சி கணக்குகளை எளிதாக போட முடியும் எனவே வரையறையை நன்றாக புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் எனவே கொடுக்கப்பட்ட விளக்கங்களை நன்றாக கவனித்து பார்த்தால் சார்பின் வகைகள் பற்றி தெளிவான ஒரு புரிதல் நமக்கு ஏற்படும்